<laughs> <laughs> <laughs> Thank you very much Thank you. Thank you. Thank you. So, the unbucked one of you is Mick Nandry. That's right. So, the army one of you, access India, and all the rest of you, and all the rest of you, and all the rest of you, நம்மளுக்கு அதர் அதர் கம்பெனிலாம் இருக்காங்களோ வெளியில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கோட செகண்ட் பெர்ஷன் நம்ம நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பண்ணுறவங்க முப்பது வருஷமாக பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி ஆக்சஸ் இந்தியா வந்துன்னா இவ்வளோ ஆ இவ்வளோ வேகமாக வாழ்ந்துட்டு இருக்கு எப்படி அதில் இருக்கிற லீடர்ஸ் தான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லி சரிங்களா அது உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லையா இருக்கா இருக்காங்க டவுட் இருக்கா டவுட் இருக்குதா நம்மளும் இருக்குதா ஏன் அப்படின்னா இந்த ஒற்றுமாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வளர்ச்சி வந்ததுனா மிக முக்கியம் ஒரே காரணம் ஒற்றுமையா போதும் ப்ளஸ் சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம் ஏன் மைனஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்குல்ல ஒரு சின்ன குழந்தைகிட்ட பொறுத்த கூட என்ன பண்ணிடாங்க முப்பத்தோரு அடி போட்டால் எவ்வளோ பெனிஃபிட் சொல்லுமா சொல்லாதான் இது எல்லாருக்குமே தெரியுமா ஆனால் இங்க எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட தேசத்தின் வியாதி பார்த்தீங்கன்னா மறந்து அதே மாதிரி நம்மளோட நம்மளோட வியாதியும் என்ன இருக்காது தேசத்தின் வியாதி நம்ம மக்களோட வியாதி தானே அது நம்மகிட்டே தொத்திக்கிறனால தான் என்ன பண்றாங்க நம்ம லீடர்ஸ் அடிக்கடி அதை என்னன்னு பண்றாங்க இன்னைக்கு நம்ம திவ்ய வாசன் பிரதர் சொன்ன ப்ரசன்டேஷனு இங்க இருக்கிற யாருக்காக ஒருத்தருக்கு தெரியாதுன்றவங்க கை கொடுக்கும் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா தெரியுமா கரெக்டா ஆனால் தெரிஞ்சுல ஜெயிச்ச முடியுமா தெரிஞ்சாலும் ஜெயிக்க முடியாதுல நம்ம அதை ஃபாலோ பண்ண என்ன பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அதை ஃபாலோ பண்ணிக்கிறத ஒரு நபர் தான் அதை ஃபாலோ பண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி லட்சம் ரூபாய்